மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை மார்ச் மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை எல்லாரையும் கத்துரை வார்த்தைக்கு நேராக வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை பேர் கத்துரை வார்த்தை கேட்கல சந்தோஷமா இருக்கீங்க நீங்க கர்த்துடைய பெறுகிறது கர்த்துடைய ஏற்றுக் கொள்ளுகிறதிலையும் நீங்க உற்சாகம் உள்ளவர்களாயும் ஒரு தனித்துவம் நீங்க ஒரு வசனம் உங்களுக்கு<td>தொடும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க அது ஒரு அது ஒரு ஆளாக நீங்க ஏத்துக்கிறது உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரும் பொழுது வந்துட்டேன்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க வந்துட்டாங்களான்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அய்யோ இங்க வந்துட்டாங்களான்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஃப்ளோ சந்தோஷத்துட குதிகளத்துட அவ்வளவு அறியாம ஒரு எக்ஸ்பிரஷன் அது முகம அவ்வளவு நீங்கள் நீங்கள் என்ன மாதம் என்று நாம் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் இது மகிமையின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் மகிமைக்காக அவருடைய மகிமைக்கென்று உருவாக்கின மகிமையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக நான் உங்களோடு முதலாவது நாம் பார்த்தோம் தேவன் நம் ஒவ்வொரு துறையும் என்னவாக அடைக்கிறார் பாத்திரமாக பார்க்கிறார் இந்த பாத்திரத்துக்கு யூனிக் பீச்சர்ஸ் இருக்கு மூணு காரியம் என்னென்னது இரண்டாவது வாரத்தில் பார்த்தோம் இந்த பாத்திரங்கள் சாதாரண பாத்திரம் எப்படி கிருமையின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார் வாரந்தோறும் நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யூடியூப்ல இந்த செய்திகள் இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் கேட்டு உங்க வாழ்வியல்ல மேம்படுத்துவதற்காக யூடியூப்ல இந்த செய்திகள் இருக்கிறது நீங்க கேட்டு கேட்டு வாரம் முழுவதும் தியானித்து கட்டுரை வசனத்தை சுதந்திரத்து நம்முடைய மாதத்தினுடைய மைய பொருள்ல அந்த வசனத்திலிருந்து இவ்வளவு ஆழங்கள் இருக்குமா என்று நினைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு இந்த நாட்களில நீங்கள் கட்டுரை வசனத்தை ஏற்றுக்கொண்டு அது உங்களுடைய உடனையாக சொந்தமாக மாற்றிக்கொள்ள நான் இந்த ஒரு அந்த அந்த எப்படி அதை வாரம் இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்துல முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மகிமைக்காகுங்கப்பட்டிருந்திருத்திரா அவருடைய மகிமைக்காக என்ன சொல்லுங்க பாக்கலாம் யாருடைய மகிமைக்காக அவருடைய மகிமைக்காக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கத்திரங்களை அவருடைய மகிமைக்காக உருவாக்கி இருக்கிறார் மகிமைக்காக அவர் உருவாக்கின கிருபை பாத்திரங்களாக தேவன் நம்மை காண்கிறார் அப்ப அந்த மகிமைன்னா என்ன மகிமைன்னா என்ன மகிமைன்னா என்ன வெளிமைக்காக இந்த வசனத்தை முழு இறுதி வசனத்தை கேட்கும் பொழுது நீங்க ஒண்ணு என் முகத்தை பார்க்கணும் என் கண்களை உங்களுடைய கண்கள் காணும் சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு பிரதர்ஸ் மட்டும் ஒரு அழில சொல்லுங்க முழு பலத்தோடு கூட சொல்லுங்க சொல்லுங்க பாண்ட உங்களையும் என்னையும் உருவாக்கல எதுக்காக அவருடைய மகிமைக்காக என்னது ராஜாக்களுடைய அரண்மனையில எத்தனையோ விதமான காரியம் இருந்தாலும் அந்த ராஜாக்குற ஒரு பாத்திரம் இருக்கு அது ரொம்ப விசேஷமாக டிசைன் பண்ணிடு ரொம்ப அழகாக காலத்தில் யத்துக்கு வருக நாட்டுரு நாட்டுக்கும்ள் பண்ணின ஒரு செய பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்லுங்கட் அதுல ராஜா விசேஷமானது என்னன்னா ராஜா அரண்மனையிலும் அதை காட்டில் மேலான விதத்தில் அந்த நாட்கள் வச்சிருந்தாங்க என் நாட்டுக்கு ஒரு கடவுள் அவங்க நாட்டுக்கு ஒரு கடவுள் எல்லைக்கு ஒரு கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் அப்ப அவங்க அவங்க ஆலயத்துல யூஸ் பண்ற பாத்திரங்களை அவங்க கொண்டு போயிட்டு அவங்க ஆலயத்துலேஷன் அந்த தேசத்தினுடைய மகிமை அல்லது அந்த தேசத்தினுடைய ஆனர் அந்த தேசத்தினுடைய கணம் அதுதான் அதை நம்ம கான்கர் பண்ணோம் சொல்லிட்டு வந்து சிறையாக்கி கொண்டு என்ன பண்ணுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளில் இருக்கிறதான் அவன் நாட்டுக்கு தெரியும் முதலாம் அதிகாரத்துல வரும்பொழுது முந்தின வசனத்துல வாசிங்க கடைசி மூன்று வசனங்கள்ல வாசிங்க எஸ்ராவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரத்துல கடைசி மூன்று வசனங்கள்ல ரெண்டு வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம் பொன்ட்டுகள் அடுத்தது வாசிக்கிறோம் எத்தனை இருக்கு மொத்தம் பனிமுட்டுகள்ரு கிண்ணங்கள் கத்திகளிலிருந்து பாத்திரங்களில் இருந்து மறுபடியும் தெரியும் இந்த தேசத்தினுடைய மகிமை இந்த பாத்திரத்தில் இருக்குது அல்லது இந்த தேசத்தார் கனப்படுத்துகிறது அதிகமாய் கனப்படு என்னை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளே சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில தேவன் உங்களை ஏன் பாத்திரமாக நினைக்கிறார் என்பதை தெளிவு பெற்றவர்கள் எல்லாரும் கொண்டாடுங்க எல்லாரும் отрchaeWatch மண (*öffzh했pection stronger仔ôn செய்தரிarımarson 보는동ம구나 investigator�도 Carry Цiliśmyぇ不起 동안ğer друзésOverattle sustain Programm produktே Karlelf ze beetje cred 선생ог poetic לו createsB socially ok量. 性 smash.\ saf Countybart тяж今天的ிரமாகalies clásrire inauguralAULT! tuttientyкус队 semana ineptom ut If you look the fourth from center. now you raise眼 ki Marsi limits. did you know this is a new site like 코� Baby 1 tänesday Here? oh són இன்றைக்கு ஏன் இந்த பாத்திரங்கள் அவ்வளவு மகிமை உள்ளதாக கருதப்படுகிறது அல்லது இந்த எத்தனை பேர் நம்ம புதிய பாடல்ல எத்தனை பேர் கேட்டீங்க நீங்க அதுல அழகா அந்த வரிகள் இருக்கும் அவருடைய பாத்திரமாக நம்மளை ஆண்டோர் வணங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறோரி உங்களுடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய மூன்று காரியங்களை முதலாவது அந்த பாத்திரத்துக்கு கத்துடைய நாமம் தரிக்கப்பட்டதாக இருக்கிறது வாசிங்க பார்க்கலாம் அப்போதாம் அதிகாரம் முதலாவது அந்த பாத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு இந்த பாத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது என்ன பேரு வாசிங்க பார்க்கலாம் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்னுடைய பாத்திரமா இருக்கிறான் அவன் மேல என்னுடைய நாமம் இருக்கிறது அவன் மேல என் கற்றுடைய நாமம் இருக்கிறது உடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த மகிமைக்குரியவர்களாக நீங்கள் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் வாசகங்கள் பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உனக்கு என்ன பண்ணுவார்கள் உங்களுக்கு அப்ப இந்த பாத்திரம் ஏன் மகிமைக்காக கத்துடைய மகிமைக்காக உருவாக்கப்படுது முதலாவது இதுக்கு யாருடைய நாமம் கொடுக்கப்படுகிறது நாமம் இட்ஸ் பாக்கு ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ரகம் அவருடைய வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த மூன்றாவது சொல்லுங்க பாக்கலாம் அவருடைய சேவைக்காக அவருடைய வேலைக்காக அவருடைய பணிக்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது திட்டம் சேவை அவருடைய வேலை வாசிங்க உபாகமம் பத்தி எட்டு என் நாமத்தின் பிறகு நீ நிக்க ஆராதனை நீ மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ன பண்ணாரு பிரித்து எடுத்தார் அப்ப நீங்க பாத்திரமாக வெளிப்படுத்துற மகிமை இந்த மூன்று காரியங்கள் முதலாவது என்ன சொல்லுங்க முதலாவது உங்க மேல இருக்க கத்துடைய நாமம் த நேம் தட் யூ பிய இரண்டாவது வெளிப்படுத்து பணிக்காக வேலைக்காக சர்வீஸ்க்காக பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் இந்த மூன்று காரியமும் நீங்கள் கத்திரிக்க உங்களுக்குள்ள வெளி அந்த அளவுக்கு நீங்க கத்துடைய மகிமைக்கு கொண்டு வருகிறீர்கள் என்ன நாமத்தினால என் கத்தருடைய நாமத்தினால நான் கோலியாத்தை வென்றேன் ஒருவனுக்கு நீங்கள் நாமத்தை எந்தோ அந்த அளவுக்கு நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அது குறிப்பின் அடையாளமாக இருக்கிறது இந்த பாத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் நாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்த வெளிப்படுத்த அது கத்திரிய மதுமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது மூன்றாவது நீங்கள் நீங்க அவரு வேலைக்காக பிரிக்கப்பட்டவர்களாக எந்த அளவுக்கு உங்கள்கின்ற ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக ஏன்னா ஒரு சில வாலிபர்கள் நான் பார்க்கிறேன் ஆனா இன்னைக்கு கட்டுரை வேலைக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக உலகத்துல போய் கஷ்டப்பட்ட அவர்களும் அவர்கள் அவர்கள் என்ன பண்ற இந்த உலகம் அப்படி சக்கையா பிழிஞ்சு பாக்குறேன் அவர்களை எடுத்துக்கொண்ட காரிய நிக்கணும் நான் செய்யணும் என்று சொல்லும் பொழுது மூலமாக வெளிப்படுத்த என்னை கேட்க அருமையான அவருடைய ஊழியத்தையும் வேலையும் அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிமைக்குரிய பாத்திரமாக இருக்கிறீர்கள் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய சகோதரன் பிரேம் அவர்கள் வாட்ஸ்அப்பில் குழுவில் அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னு பார்த்துருப்பீங்க டெல்லி விமென்ஸ் கிரிக்கெட் அவங்க நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்ல நம்ம அப்படிப்பட்டவர்கபிக்கிறதுனால என் தம்பி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து கூடும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ரீசன்ட் கேமில் வந்து ஷி பிளேட் வெரி யூனிக் ரோல் டு வின் ஃபார் இந்தியா நீங்கள் கட்டளை மகிமைக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் என்று ஆண்டவர் என்ன உங்களுக்குள்ளார் உலகத்துக்கு வேணாலும் சாதனமாக இருக்கலாம் ஆண்டவர் நமக்குள்ளார் வைத்திருக்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதிகாரம் ஏழாம் இந்த பொக்கிஷத்தை நாம எங்க பெற்றிருக்கிறோமா இது தேவன் மண்பாண்டங்களில பெற்றோம் தான் என்ன இவ்விதமாய் செய்து வைக்கிறது அல்லாஸ் அவருக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம் உங்களோட சூழ்நிலை இப்பொழுது என்னவாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களால சரியா ஜெபிக்க முடியல சரியா நான் எழும்ப முடியல சரியா நான் செய்ய முடியல ஆண்டவரே எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு இப்படி இல்லை என்று சொன்னாலும் நீங்க அறிக்கை பண்றதெல்லாம் ஒன்றே ஒண்ணுதான் ஆண்டவரே இந்த மண்பாண்டத்துல உங்களோட பொக்கிஷத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஏழல்லோயா இந்த மண்பாண்டன ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா பிரதர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க அந்த வசனத்தை விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில பெற்று பெற்றிருக்கோமா சொல்லுங்க பாக்குற மண்பாண்டங்களாகிய நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு <skies> சொல்லுங்க என்ன பொக்கிஷத்தை ஒரு வயல்வெளியில போயிட்டு ஒரு பொகிஷன் பத்து ரூபாய்க்கு டீ குடிக்க ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் கீழே கடைச்சிச்சு உங்களை இப்ப சொல்ல முழுதான் நான் போகும்பொழுது அன்னைக்கு அப்படி போய் இந்த பத்து ரூபாய் நான் போயிட்டே இருந்துட்டேன் பின்னாடி வந்தவங்க எடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அது ஒரு காரியத்துக்கு அப்படி இருக்குன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டோடய வசதி சொல்லுது என்ன இருக்குது என்னக்காக அதை நம்ம கண்ணெல்லாம் பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்களா பக்கத்து வண்டி வாங்கிட்டாங்களா என் காலேஜில் அவன் வண்டி வாங்கிட்டான் என் புது சுட்டிதார் போடுறா இவ புது தோடு போடுறா நான் வாங்கினோம் வாங்கணும் வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அவனை மாதிரி வண்டி வாங்கணும் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணும் அவனை மாதிரி இது பண்ணணும் அவனை மாதிரி இது பண்ணும் உனக்குள்ள ஆண்டு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம இன்ஸ்பயர் ஆகக்கூடிய காரியங்கள் இருக்கும் ஒரு காரியம் பதினோரு வயதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஜொரம் இருந்துச்சா தெரியுமா அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஜொரம் அவங்கள விட்டு போகலையா போகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குல்ல தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் டிகிரி தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் அதுக்கு மேல போல குளிர்ந்துடும் அதிக ஒரு கண்டிஷன் அவர்களை ஊழியத்துக்காக அடைக்கிறாரு ஊழியத்துக்கு வர்றாங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு பதினாலு வயசில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க நன்னா போகிறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நன்னாக இருக்காங்க ஆனால் கோல்கட்டாவுக்கு வரும்பொழுது ஒரு முறை ட்ரெயினில் அவங்க போகும்பொழுது ஏசு குஷ்ரோகிகளை தொட்டார் என்ற வசனம் படிக்கும் பொழுது ஏசு லிட்ரலாக சுஷ்ரோகிகளை தொடுறத நான் ஒதுக்குறமான இடத்துல இப்படிப்பட்ட இடங்களில தான் இருப்பாங்க அதிகமான இப்போ நான் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுதுலாம் நிறைய இந்த தள்ளுவண்டியில் போற பார்த்துருப்பேன் இப்போலாம் வெரி ரே இப்போ ஆல்மோஸ்ட் கிடையாது இன்னும் இப்போ மருதம் வந்துருச்சு அப்பெல்லாம் மருந்தே கிடையாது தொற்று அவங்கள பார்த்தாலே கல்லெறிஞ்சு கொள்ருவாங்க அவங்கள பார்த்தாலே தேசத்தை விட்டு துரத்தி அனுப்பணும்னு அப்படிதான் முறைமை இருந்திருக்கு ஆனா அவர்களுக்கு தீர்மானிச்சிருக்காங்க நான் போய் அவங்க வேலை சேப்போ கேவ் அப்ரெஸ் போயிட்டு இருக்கிறதுல சாதாரண எளிமையான அந்த புடவை எடுத்து அந்த ப்ளூ கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ உலகத்தையே மாற்றி அந்த ட்ரெஸ் சாதாரண எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க தெரியுது இருக்கிற பாடி கண்டிஷன் you cannot do this things sanan ninglum nanum enna pannuv adha the owner of... sollavangale sarkana saak indra mari daana um. hey, solltaanga ah or aluga ajjo appadiya thank you thank you andure enna kaapathidra nalla vela na poi ange poi maatikkolla appadiya ma interesese no நான் போன என்னோட இந்த வியாதி என தொட்டிக்கொள்ளக்கூடிய கண்டிஷன் ஆனா நான் எனக்குள்ள இருக்கிற அவருடைய வல்லமை என்னை செய்ய வைக்கிற இந்த ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்க சொல்லுங்க நல்ல தைரியமா சொல்லுங்க பயன்படுத்தே இருக்கலாம் மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்ன அவர் வேலைக்காக நீங்க எந்த அளவுக்கு ஈடுபடுத்த முடியல நீங்க எத்தனை சாப்பிடுன்னு சொல்லலாம் எனக்கு பிரதர் எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு என் குடும்பம் எப்படி இருக்கு என் வேலை எப்படி இருக்கு என்னுடைய இது அதனால என்னால் செய்ய முடியல பிரதர் என்னால் செய்ய முடியல நோ இன்ஸ்பை அதர் திங் நீங்கள் தத்துண வேலைக்காகவும் அவளோட ராஜ்யத்துக்காகவும் அவளுடைய பணிக்காகவும் நீங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிமையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அதிகார இருபத்தி ஓராம் வசனத்தோடு நம்ம முடிக்க போகிறோம் ரெண்டு திமித்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ரெண்டு திமித்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல நம் வாசிக்க உபயோகமானதும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறான் அவன் வந்து எந்த நெருக்கமா இருப்பான் எது நோனே அங்க வராது கண்டுபிடிச்சுடைய பாட்டி படிக்காத ஒரு மேதை தான் சொல்லணும் கடைசி வரைக்கும் கத்துடைய ஊழியத்தில் கத்துடைய வேலைக்காக நின்று அவர்கள் மறித்தார்கள் எங்க அம்மாவுடைய அம்மா நாங்கள் அவங்க பாட்டியா பார்த்தாலும் இங்கெல்லாம் எனக்குலாம் சின்ன வயசுல அவங்க பார்க்கும்போது பயமாதான் இருக்கும் டெரராக தான் இருக்கும் எப்பவுமே ஏன்னா எப்பவுமே கண்டிப்பாகவும் அன்னி பாஷை பேசுறதாவும் அப்படி இருக்க அவ்வளோ அன்பா இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ஒரு பயமாக தான் இருக்கும் நல்லா கவனிங்கி அப்பெல்லாம் போன் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னு ஒரு முறை எங்கள் பாட்டி இரவு சொன்னாங்க அவங்க இந்த சாட்சியில் இரவு பன்னிரண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் ஆண்டவர் அவர்களை எழுப்பி போ பிரபு ஒரு தம்பி அவங்க பக்கத்துல இருப்பாங்க போய் ஒரு சண்டை சண்டை நடந்து வெளியே நேரத்தில் ம்ையாது முடியாது எப்படி பண்ண முடியும் இங்கு பிசாசினால் பிடிக்கப்பட்ட துன்புறுத்துகிற ஒரு புருஷன் இப்படி ஆக்கப்பட்டு அலங்கோலமா சாயான நேரத்துல எங்க அந்த பாட்டி அங்க போன பொழுது இவங்கள பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசல அவங்க தான் மேல இருந்த சேலைய அந்த சகோதரிய அப்படியே மூடி அந்த சகோதரியை முதலாவது அப்படியே அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு வர வச்சு அந்த இரவு அந்த அவமானத்துலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து அன்றவ விடுதலையாக்கி அடுத்த நாள் அவங்களுக்கு சுவிசேஷம் ஜபத்தியும் சொல்லி அவங்களுக்கு கணவனுக்காக ஜபித்து அவர்களை கொஞ்ச நாள் ஜபிச்சு ஜெபிச்சு வழி நடத்தி நம்ப மாட்டீங்க எங்கள் பாட்டி மறிக்கும் பொழுது அந்த புருஷன் அவர் ஊழியக்காரனா வந்து ஆசிரியமான வேலையை செய்யறாங்க காரணம் என்ன அந்த பாத்திரம் கத்துடைய கனத்தையும் எந்த நற்கிரக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமா இருந்ததுனால ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கும் மட்டுமல்ல அநேக வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரணியை உருவாக்குவதற்கு ஆண்டவர் இந்த மகிமையை பயன்படுத்தினார் உங்களுடைய இயலாமைய உங்களுடைய தோல்விய உங்களுடைய பயங்களை உங்களுடைய வெட்கத்தை மற்றவர்கள் சொல்கிற தீமையான மொழிகளை நெகட்டிவ்ஸ உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு போட்டிருக்க லிமிட்டேஷன் இவைகள் உங்களை டிஃபைன் பண்ண விடாதீங்க ஏனென்றால் நீங்கள் கிருவின் பாத்திரங்கள் அவடைய மகிமைக்காக வணையப்பட்டவர்கள் அவருடைய மகிமையை உங்கள் மூலமா வெளிப்படுத்தும் முடியாத சித்தம் உள்ளவராக இருக்கிறார் உங்க மேல அவருடைய நாமம் இருக்கிறது உங்க மேல அவருடைய சுவாபம் இருக்கிறது உங்க மேல அவருடைய முத்திரை இருக்கிறது வேலை இருக்கிறது அதுலோயா உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது ஒரு து உயா இந்த பூமியில் நீங்க செய்யும்பொழுது வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்